நாம் செய்த நற்செயல்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எப்படிப்பட்ட செயல்கள் வந்து காலம் கடந்து நிற்கும் என்று கேட்டீர்கள் என்றால் இந்த மாதிரி நினைவு சின்னங்களையெல்லாம் கடந்து வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நினைவு சின்னமாக மாறிவிடும் நம்மளோட வாழ்வின் முறையே நல்ல ஒரு வாழ்க்கை முறையா மாறிடும் எந்தது வரும் என்ன பண்றது அப்பதான் வந்துட்டு அண்ணாவோட வீடியோஸ் வந்துட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க சரி ஓகே டேரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணுவோம் இந்த தவம் தான் வந்து பண்ண பண்ண எனக்குன்னா வந்து ட்ரிமாண்டஸ் சேஞ்ச் ஆகுது அது வந்துட்டு இப்படி சொல்றது கூட எனக்கு தெரியல ஜஸ்ட் என்ன ஃபீல் தான் பண்ண முடியுது அண்ணா வந்துட்டு அதுல சொல்லியிருந்தாங்க ஒண்ணுமே இல்ல எல்லாத்திலும் ஒரு கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு இதுக்கு வந்துட்டு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அண்ணாக்கு வணக்கம் டார்ஜிலிங்கில் ஜாப்பனீஸ் புத்திஸ்ட் டெம்பிளில் வந்து இருக்கோம். அதாவது இந்த மாதிரியான நினைவு நினைவு சின்னங்கள் மொனுமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இடங்களுக்கு வரும்போது நாம் ஒரு சில விஷயங்களை நினைவு கூற வேண்டியது அவசியமாகிறது என்ன இந்த உலகில் நாம் தேடி தேடி தேடி தேடி இடம் பிடிப்பதை விட மக்களின் மனதில் தேடி தேடி தேடி இடம் பிடிக்க வேண்டும் அதுக்காக வாண்டடா நான் இடம் பிடிக்கணும் இடம் பிடிக்கணும் இடம் பிடிக்கணும் அப்படின்ற அந்த அரிசில அந்த வேகத்தில் போய் இடம் பிடிப்பது கிடையாது எப்படி இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நல்ல செயல்களை செய்து தர்மத்தின் பாதையில் நின்று சத்தியத்தின் வழியில் நின்று அறநறநெறிகளையும் அறச்செயல்களையும் செய்து நாம் வாழ்வில் இந்த உலகத்துல இடம் பிடிக்கணும் இப்ப அப்துல் கலாம் ஐயா இருக்கிற இருந்தாரு இப்போ வந்து இருக்கிறாரு முன்னாடி எப்படி இருந்தாரு உடலா இருந்தாரு இப்ப எப்படி இருக்கிறாரு புகழாக இருக்கிறார் புகழ் என்பது என்னன்னா நாம் செய்த நற்செயல்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ்தான் காலம் காலத்திற்கும் அழியாமல் நிலைத்து நிற்குமே தவிர நமது உடலோ அல்லது வந்து நமது சிந்தனையோ நமது செயல்களோ நிற்காது எல்லாமே செயல்கள் ஆனா இதுல எப்படிப்பட்ட செயல்கள் வந்து காலம் கடந்து நிற்கும் என்று கேட்டீர்கள் என்றால் நல்ல விஷயங்களை சார்ந்த செயல்கள் மட்டும்தான் நிற்கும் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ஒரு புத்திஸ்ட் டெம்பிளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் டெம்பிளோ இல்லை எந்த மாதிரியான டெம்பிள்ஸாக இருந்தாலும் அப்போது வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெம்பரவரி பிளேஸாக தான் இருக்குமே தவிர மற்றபடி நாம் வகுத்து வைத்த கோட்பாடுகள் இப்போ அகத்தியர் வாழ்ந்தார் அகத்தியர் விட்டு வைத்த அந்த வாழும் கலை அவர் வாழ்வியல் முறை வந்து பார்த்தீங்கன்னா அகத்திசம் அப்படின்னு வந்து மாறிடுச்சு இது நாம் வாழக்கூடிய வாழ்வியல் முறை ஒரு மனிதனையே மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல வகையில் மாற்றி அமைக்கக்கூடிய கோட்பாடுகளையும் தர்ம சார்ந்தும் நல்ல சிந்தனைகள் சார்ந்தும் இருக்கும் அது இந்த மாதிரி நினைவு சின்னங்களையெல்லாம் கடந்து வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நினைவு சின்னமாக மாறிவிடும் நம்மளோட வாழ்வின் முறையே நல்ல ஒரு வாழ்க்கை முறையாக மாறிடும் ஃபோர் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வள்ளலார் வாழ்ந்த ஜீவகாரண்ய ஒழுக்குமுறையாக இருக்கட்டும் நம்ம சிவானந்த பரமாம்சர் வாழ்ந்த ஜீவகாரண்ய ஒழுக்குமுறையாக இருக்கட்டும் புத்தர் வாழ்ந்த அவருடைய ஒழுக்குமுறையாக இருக்கட்டும் இது வெறும் நினைவு சின்னங்கள் தான் வெறும் பில்டிங்ஸ் தான் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் நல்லா வச்சுக்கணும் அவர்களுடைய வாழ்க்கை முறை தான் இப்போ கட்ட வச்சுது அந்த எண்ணத்திலும் அந்த வாழ்க்கையிலும் தூய உள்ளமும் தூய செயல்களும் இல்லை என்றால் இந்த பில்டிங் இன்னைக்கு நிக்காது பில்டிங் என்னைக்கினால் அழிஞ்சிரும் ஆனால் காலத்தினால் அழியாத ஒரு புகழ் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுதான் அறம் சார்ந்த செயல்கள் தர்ம சார்ந்த சிந்தனைகள் சத்தியத்தின் பாதை நன்றி வணக்கம்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 கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுச்சி வச்சுருந்துருக்கோம் ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நண்படியாக நீங்கள் அனுப்பும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எவ்வளோ தான் பண்ணணும் நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்கிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலே இரண்டும் இரண்டு கண்களாக பரம்புரல் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண அல்லது பொருளுதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மளுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்